இது மீனவன் பிரச்சனை மாணவன் பிரச்சனை விவசாய பிரச்சனை தச்சர் என்று கருதாது என் மண்ணின் பிரச்சனை என் மக்களின் பிரச்சனை என்று நாம் எழுச்சி விருதுமோ அன்றுதான் இந்த இனம் எழும் மீளும் வாழும் பிரச்சனைப்பாடின்னா அதுதான் தப்பு இங்க நடக்கிற பிரச்சனையே இங்க இருக்கிற பெரிய சிக்கலே அதுதான் இரண்டாவது ஒரு விரக்தி கேடுகட்ட விரக்தி பசங்க சீமான் இதுக்கு போட்டு இவெல்லாம் வென்றுருவானா போட்டா நான் தானே வெல்லுவேன் போடுறது பேச்சு வெட்டி பேச்சு வியாஜானம் புறணி பேசுறதை ரசிக்கிற கூட்டம் பிக் பாஸில் என்ன நடக்குது புறணி பேசுகிறாங்க டிஜிட்டல் புறணிங்க பல நூறு கோடியை செலவழித்து செட்டு போட்டு அரங்கம் போட்டு உள்ளே உட்காந்துட்டு புறணி நான் வந்து அந்த பொண்ணை வந்து லைக் பண்ணேன் அந்த பொண்ணு வந்து அது வந்து அது லைக் பண்ணல அது ஐ ஃபீல் கில்டி ஐ ஃபீல் கில்டி நோ கருமா இதான் குடும்பம் குடும்பம் அவங்க வந்து இந்த புறணியை பார்த்துக்கிட்டு ஒரு நோயாளிகளாக என் மக்கள் மாறிக்கொண்டிருக்கான் அதுதான் என்ன சொல்றான் பிறர் குற்றம் காண்கிறவன் குற்றம் காண்கிறவனே முழு மனிதன் என்று சொல்றான் அப்புறம் இது ஒரு இது ஒரு கேடுகட்ட ஒரு நிலை இது தற்சோர்வு என்ன ஒருத்தர் ரொம்ப புதுசா தனி கேள்வி கேட்டான் தோக்க போறோம் என்று தெரிந்து நீங்கள் இதற்கு சாப்பிடுற ஜாகப்பூர் இல்ல எதுக்கு தனம் குளிக்கிறிய சாப்பிடுறியும் எப்படி ஜாகப்பூரிய ஒருத்தன் தற்கொலை செய்ய போனான் தண்டவாளத்தில் தலைய வச்சுட்டான் தொடர் வர ட்ரெயின் வர நேரம் ஆகுது ஆளு வரத்துக்கு ஒரு கரியர் வச்சிருக்கான் உணவு உணவு கட்டி ஒரு பெருசு கட்டி வச்சிருக்கா ஜாயிரம் எல்லாமே ஒரு விரக்தி எது ரொம்ப வழியை தரும் தெரியுமில்ல உலகத்திலே மிக கொடுமையான வேதனை மிக கொடுமையான வழியை தரக்கூடிய ஒன்று எதுனா எந்த மக்களுக்காக எல்லாவற்றையும் இழந்து நின்று போராடுகிறோமோ அந்த மக்களாலேயே விமர்சிக்கப்படுவதும் வீழ்த்தப்படுவதும் தான் மிகப்பெரிய வழி மிகப்பெரிய கொடுமை எல்லாத்தை விட்டு பிள்ளைகள் ஓடி வந்து நிற்கிறான் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு அனுபவிச்சுட்டு எத்தனை ஆயிரம் ஓடி வச்சிருக்காங்க நாம இறந்து போயிடுவோம் அவ்வளவு பணம் வச்சிருக்காங்க தெரியுது உங்களுக்கு ஆனா சரி செய்யணும் என்ன வரல பேசுறது என்ன எவனுமே சரி கிடையாதுங்க சொல்றதுனால இவர் சரியானவர் போல இவர் நினைச்சுக்கிறது எவனுமே சரியில்லை எதுவுமே சரியில்லை என்று தெரியுது இல்ல நீ சரியானவன் தானே இவன் சரி செய்யி சுத்தம் சுகந்தரம் என்று எல்லா சுகத்திலும் எழுதி கிடக்கிறது இறங்கி கூட்டுவது யார் என்பதுதான் பிரச்சனை எத்துக்குற சுத்தித்தூய்மை என்ன ஒரு சட்டத்தை போட்டு என்னை தான் குறிவிச்சு தமிழ் அமைப்பு ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிச்சு போடுது இஸ்லாமியரை தூக்குவான் சீமான தூக்குவான் நிம்மதியா இருக்கலாம் எதற்கு ஆள் இல்லை ஆனா வெளியில வந்து இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் கூப்பிடுறது ஜமாத்துக்களை சந்திக்கிறது நாங்க தான் பாதுகாவலர்கள் நாங்க தான் பாதுகாவலர்கள் இருபத்தி ரெண்டு வருஷமா ஜெயிலுக்குள்ளே இருக்கிறானே கோவை குண்டு வெடிப்பில் சம்பந்தம் இல்லாத பிள்ளைகளெல்லாம் ஒரு தங்கச்சியில இந்த பத்தாண்டுக்கு மேலே தண்டனை பெற்ற எல்லா சிறை கைதிகளையும் சிறைவாசிகளை விடுதலை செய்யணும்னு போராட்டம் அதில் போய் நான் பங்கேற்று பேசினேன் எல்லா பிரச்சனைக்கும் அவங்களுக்கு உயிரான்னு நான் போராடுவேன் ஆனால் ஒரு துறை என்னை ஓட்டு போடுறதில்லை ஏன்னா அவர் அவர் திமுக அது பழகிருச்சு பழகிருச்சு இது ஒரு கொடிய நோய் இது ஒரு கொடிய இனிமேலாவது நான் என் ஆத்தாள் அப்பன் பெரியப்பன் சித்தப்பனை நம்பி இந்த வேலையை செய்யலை நீங்கள் போடவும் வேணாம் எனக்கு ஓட்டு என் தம்பி தங்கச்சி எனக்கு போடுவான் நீ போட வேண்டாம் நான் பலமுறை சொல்லிட்டேனே நான் பலமுறை என் தங்கச்சி பாருங்க பதினெட்டு வயசு மகளை குட்டிருது என் கையை பிடிச்சிட்டு அழுகுது இந்த குழந்த பிறந்த ஆறு மாதத்தில் அவர் உள்ளே போனார் பதினெட்டு வயசாயிருச்சண்ணா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்ண்ணா அப்பா எங்கன்னு கேட்பாங்க அண்ணா அவர் கூட நிற்கணும் அண்ணா அதுக்குள்ளே வெளியில் கொண்டு வானு என்கிட்ட அதிகாரம் இல்லையே தங்கச்சி வந்துச்சுன்னா முதல் வேலை திறந்துருவேன் கதவை இதே கருணாநிதி அவர்கள் இதே கருணாநிதி ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது ஆர்எஸ்எஸ் இயக்கமும் திராவிடர் கழகம் போல் ஒரு சமூக இயக்கம்தான் என்று முரசொலியோட எழுதுனது இருக்குது மறுக்க சொல்லுங்கள் இவங்க பதவி பணம்னா என்னத்தையும் செய்வாங்க நீங்க இவங்களை நம்பிக்கை நிற்கிறீங்க நாங்க எங்க பாருங்க இப்தாருக்கு தொப்பி அணிஞ்சு கஞ்சி குடிக்க வந்தவன் இல்லைண்ணா எனக்கு நிறைய மாமச்சா இருக்கான் இஸ்லாத்துல ஏவன் கூப்பிடா நான் அவரை மச்சா அனுப்பிவிட வந்து சாப்பிட்டுக்குவேன் அவங்க மாதிரி வேஷம் போட முடியாது ஜெயலலிதா கூட தொப்பியை போட்டு கஞ்சி குடிக்குது விஜயகாந்த் தொப்பியை போட்டு கஞ்சி குடிக்கிறாரு ஸ்டாலின் குடிக்கிறாரு எல்லாரும் குடிக்கிறான் ஆனால் அந்த ஒரு நாளோட முடிஞ்சது ஒரு நாள் முஸ்லீம் முடிஞ்சிருது நான் என்ன என் உறவுகளிட்ட சொன்னேன்னா நான் உன் உணவு உணவுக்கானவன் அல்ல நான் உன் உணர்வுக்கானவன் உன் உரிமைக்கானவன் உனக்கு உயிரானவன் நீ நம்புனா நம்பு நம்பலைன்னா போ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி நீ ஓட்டு போடல எனக்கு என்ன நட்டான் ரெண்டாயிரம் கோடியை முதலீடு செஞ்சுட்டானா இல்லை எங்கள் ஆத்தாலை பேச்ச சொத்தப்பரா வித்துட்டான வீட்டை அடம ஒன்றும் கிடையாது ராஜா தெம்பு இருக்கிறவரை கத்துவேன் முடியலன்னா படுத்துவேன் அவ்ள நீ கேட்டா கேளு எனக்கு தான் என்னை வெள்ள வச்சு இந்த சட்டசபையில் முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்று ஒரு விவாதம் நடத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்க இல்ல என்ன இந்த நேசனல் புலனாய்வு முகமை அமைப்பை எதிர்த்து பேசப்பட்டிருக்க இல்ல அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் எதிர்த்து எடப்பாடி கையெழுத்து போட்டு கொண்டு வந்ததை இவர்கள் தான் எழுத்து போடுகிறார் என்பது ஜெயலலிதாவுக்கு தெரியாதா தெரியும் வடிவமைத்த எதிர்கட்சி அப்பா முதல்வர் மகன் துறை முதல்வர் இவர்கள் தான் என் நிலத்தை நாசமாக்குறத்திற்கு சான் இந்திய நாட்டில் எத்தனை முதலமைச்சர்கள் தேர்வு செஞ்சு சாராய அதிபர்களை தேர்வு செஞ்சு ரெண்டு பேருமே சாராயங்காச்சிய தொழிற்சாலை அம்மையார் அதிமுக வந்தாலும் திமுக இருந்து சரக்கு எடுத்து வைப்பார்கள் டாஸ்மாகில் ஸ்டாலின் ஒருவேளை நாளைக்கு வந்தாலும் கூட இருந்து வரப்போறதில்லை நம்ம விட போறதும் அதிமுக சரக்கு ஓடும் என்ன இருக்கு ஏமாற்று ரெண்டு வெவ்வேறு கட்சியும் நினைச்சிக்கிட்டு இருக்கிற நம்பி நான் என்ன பண்றது பிஜேபி வெவ்வேறு நினைச்சிட்டு இருக்கிறேன் ரெண்டு கர்மமும் ஒரே கர்மம் தான் திமுக அதிமுக வெவ்வேறு கிடையாது வெவ்வேறு கிடையாது உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலக இல்லை உழவை மீட்போம் உலகை காப்போம் நமது சின்னம் விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்டு அப்புறம் பாருங்க தமிழர்